வெண்ணிலவி பூவாய் வைப்பேனே வானவிலையுடைய தைப்பேனே உனக்காக நீ எனக்கென செய்வாய இந்த ஒரு ஜென்மம் போதாது ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உனைக்காக தினம் தொழுவேன் தவற